கலைஞர் கருணாநிதி அவருக்கு எண்ணற்ற முகங்கள் இருந்தாலும் எழுத்தாளர் பேச்சாளர் ஒரு சமூக போராளி மற்றும் ஒரு நாட்டை நிர்வகிக்கும் திறமை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டால் அவருடைய நிர்வாகத்திறமை எந்த அளவுக்கு இருக்கின்றது அவரது என்ன ஆற்றல் எப்படியெல்லாம் ஓடுகின்றது என்பதை இங்கு பார்ப்போம் சொல்லுவதில் எல்லோருக்கும் மிகவும் சுலபம் சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொல்பம் என்று ஒரு கூற்று உண்டு இங்கே போராடி கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் பாராளு வந்தால் எந்த அளவுக்கு செய்ய முடியும் செய்திருக்கின்றார் என்பதை இங்கு பார்ப்போம் ஒரு போராளிகள் இந்த நாட்டிலே வந்திருக்கின்றார்கள் கம்போடியா என்று ஒரு நாடு அதில் போல்பாட் என்ற ஒரு இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்தவர் அவர் அந்த நாட்டு மக்களுக்காக போராடி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவர் அந்த நாட்டின் அதிபராக மாறுகின்றார் ஒரு வாய்ப்பு கிட்டுகின்றது என்ன நடக்கின்றது என்றால் அங்கிருந்த படித்த பேராசிரியர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் அரசில் வேலை பார்த்த உயர் அதிகாரிகள் எல்லோரையுமே விவசாய நிலங்களுக்கு அனுப்பி அவர்களை வேலை செய்யச் சொன்னார் அப்படி ஒரு அரசு ஆணையை அவர் பிறப்பித்தார் பின்னர் அதில் உழன்று அவர் சாகும் வரை அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார் ஏழைகளை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு பணக்கார சமுதாயத்தை படித்தவர்களை விஞ்ஞானிகளை மிகவும் கொடூரமாக சித்திரவதை செய்தார் உலக நாடுகள் பார்த்துவிட்டு சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் பேர் அந்த நாட்டிலேயே ஜெனோசைடு என்று கூறுவார்கள் அல்லவா அதுபோல் அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் உலக நாடுகள் இதை பார்த்துவிட்டு அவரை பதவியிலிருந்து இறக்கி வேறொருவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நான்காண்டு காலத்திற்குள் அவரை மாற்றியிருக்கின்றார்கள் இதுபோல் பிரேசில் நாட்டில் தில்மா வனரூபா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தவர் தனது இருபத்தி மூணாவது வயதில் மாணவியாக இருக்கும்பொழுது அப்பொழுது இருந்த அரசு அவரை கைது செய்து சிறையிலே நகக்கண்களில் ஊசி ஏற்றுவது போன்ற பலவிதமான சித்திரவதைகளை செய்கின்றார்கள் பின்னர் மூன்றாண்டு காலம் சிறையில் இருந்த பிறகு நாட்டு மக்களுக்காக சிறு சிறு போராட்டங்களை செய்து வருகின்றார் சுமார் ஐம்பத்தொம்பது வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் அந்த நாட்டின் அதிபராக வருகின்றார் அப்பொழுது தில்மா அவர்கள் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு விடிவு காண்கின்றார் அவர் சொல்லியதை எல்லாவற்றையும் செய்தாரா என்பதை விட பெண்களுக்கு மிகவும் நல்ல காரியங்களை செய்தார் அவர் சொல்லியது அனைத்தையும் அவரால் செய்ய முடியவில்லை அதற்குள்ளாக வேறொருடைய ஆட்சி வந்துவிட்டது கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கிலிருந்தே பல மேடைகளில் தமிழகம் முழுவதும் தனது என்ன ஓட்டங்களை எழுச்சி உரையாக ஆற்றியிருக்கின்றார் ஒரு எழுத்தாளராக ஐம்பத்தோரு நூல்களை எழுதியிருக்கின்றார் ஒரு திரைப்பட வசன கருத்தாவாக படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கின்றார் ஒரு பொது பல கூட்டங்களில் பல்வேறு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி என்ற படத்தில் ஐந்தாறு கருத்துக்களை முன்னிறுத்தி அதற்கு வசனம் எழுதியிருப்பார் அப்படி என்ன எழுதினார் என்று பார்த்தோமானால் தாயகம் திரும்பிய தமிழர்களின் அவலநிலை விதவை பெண்களின் அல்லல் ஒரு ஜமீன்தாரின் ஆணவம் மற்றும் ஒரு சாதாரண தொழிலாளி நரம்பு புடைக்க கைரிக்ஷாவை இழுத்துச் செல்வது பல்வேறு பிரச்சனைகளை அவர் கூறியிருந்தார் ஒரு கதாநாயகன் தண்ணீர் குடிப்பதற்காக அங்கு இருந்த ஒரு குழாயிலே திறக்கின்றான் அப்பொழுது நீர் வரவில்லை எனவே குடிநீர் பிரச்சனையையும் அந்த படத்திலே அவர் புகுத்தியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே ஐந்தாறு பிரச்சனைகளை கூறிய கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதலமைச்சராக பதவியேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை செய்தாரா இப்பொழுது பார்ப்போம் பல்வேறு காலகட்டங்களில் நான் முன்பே சொல்லியபடி சொல்லுவதுங்க எல்லோருக்கும் மிகவும் சுலபம் சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம் என்பதை கூறியிருந்தேன் அதற்காகத்தான் போல்பாட் என்ற கம்போடிய அதிபர் தன்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏழைகளுக்காக போராடினார் ஆனால் பணக்காரர்களை வதைத்தார் தில்மா என்ற ஒரு பெண்மணி பிரேசில் நாட்டு அதிபராகி அவர் சொன்னதை ஐம்பது விழுக்காடுகளாக செய்து முடித்தார் கருணாநிதி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் பார்ப்போம் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்கள் ஏனென்றால் இவர் பதவியேற்கும் பொழுது தாயகம் திரும்பிய தமிழர்கள் பல்வேறு மண்டபங்களில் அவர்களுக்கு இடமளிக்கப்பட்டிருந்தது அப்பொழுதுதான் தஞ்சாவூர் அருகாமையில் உள்ள ஒரு சர்க்கரை ஆலை பெரம்பலூர் அருகாமையில் உள்ள ஒரு சர்க்கரை ஆலை மற்றும் போக்குவரத்து துறை அப்பொழுது சோழன் சேரன் பாண்டியன் போக்குவரத்து கழகம் என்று பல்வேறு போக்குவரத்து கழகங்கள் இருந்தன இவற்றுக்கு அரசாணை அனுப்பி அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க செய்தார் இப்பொழுதும் தஞ்சாவூர் சர்க்கரை ஆலையில் ஒரு நூற்றி குடும்பங்களும் பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களும் வேலை பார்த்து கொண்டு அருகாமையிலேயே வீடும் கட்டிக்கொண்டு அமைதியாக வாழ்கின்றார்கள் இதுபோலத்தான் அரசு பல்வேறு துறைகளிலும் இவர்களுக்கு வேலை கொடுக்க செய்தது மேலும் அரசு நிலங்களை இவர்களுக்கு வீடு கட்டுக்கொள்வதற்காக இலவசமாக இடங்களை ஒதுக்கி தந்தது பின்னாளில் இரண்டாம் முறை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒம்போது ஆட்சிக்கு வரும்பொழுது இலங்கைத் தமிழர்களின் நிலைமை பற்றி அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும்பொழுது அவர் என்ன செய்தார் மத்திய அரசு கொடுத்து வந்த பண இரட்டிப்பாக்கினார் மேலும் நூறு கோடி ரூபாய் பண அவர்களுக்கு வீடு கட்டி அந்த பணத்தை ஒதுக்கி அதுக்கு அதற்கான அரசாணையையும் ஏற்படுத்தி கொடுத்தார் இரண்டாவதாக விதவை பெண்களின் அல்லல்கள் இதை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு மணி நேரம் கூட நமக்கு போதாது இருந்தாலும் அவர் என்ன செய்தார் என்பதை இப்பொழுது பார்ப்போம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம் தர்மாம்பால் அம்மையார் கலப்பு திருமண திட்டம் விதவைகள் மறுமண திட்டம் அன்னை தெரசா அநாதை சிறுமிகள் திருமண உதவி திட்டம் மேலும் ஈரா மணியம்மையாரின் பெயரில் கலப்பு திருமண உதவித்திட்டம் ஒன்றை துவக்கி பெண்களுக்கான எல்லா சலுகைகளையும் செய்து கொடுத்தார் குறிப்பாக கைம்பெண்கள் அநாதை சிறுமிகள் கலப்பு செய்ய விரும்பும் பெண்கள் ஆகியோர்களுக்கு உதவி செய்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு அளித்தார் இதைத்தான் அவர் என்னென்ன பேசினாரோ என்னென்ன எழுதினாரோ அதை எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தும் ஒரு போக்கு அவரிடம் ஒரு ஆட்சியாளராக இருந்தது போராடுபவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் அந்த போராடும் உணவுடைய பொதுநலவாதி பாராட வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிகவும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து அழகாக முடித்துள்ளார் என்றுதான் கூற வேண்டும் அதுபோல் நரம்பு உடைக்க ரிக்ஷாவை இழுத்து கைரிக்ஷாவை இழுத்து பிழைத்து வரும் அவர்களுக்கு அந்த ரிக்ஷா ஒழிப்பு முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தார் பதிலாக மிதிவண்டி ரிக்ஷாவை இலவசமாக கொடுத்தார் சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் இதை செய்தார் இன்றளவும் மேற்கு வங்கத்திலே அதை இன்னும் ஒழிக்க முடியவில்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அவருடைய பொதுநல வாழ்விற்கு ஒரு முத்தாய்பாக இதை நான் சொல்லலாம்